வணக்கம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்தானதுதான் இந்த வீடியோவில் காட்டப்புறன் வாங்க பார்ப்போம் இந்த ஞாயிட்டுக்கிழமை எங்களுக்கு லீவு அந்த நாள் நல்ல வெதராக இருந்த குடிங்க நாங்கள் கடற்கரைக்கு போய் வேறு தெரிஞ்சாக்களோடையும் நாங்கள் பாப்பி பி போட்டு சாப்பிட்டேன் நாங்கள் பிள்ளையாலும் நல்லா விளையாடினோம் இப்போ நாலஞ்சு ப படியங்களை சேர்ந்து இப்போ போட்டுக்கு காத்தடிக்கினோம் இப்போ கடலில் இறங்கி என்ன செய்ய போய்டமென்றால் தொடர்ந்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் இறங்குறதுக்கு போயினோம் பாதுகாப்பு கருதி இப்போ எல்லாருமே பேஸ்ட்டு போட்டிருக்கணும் கடலுக்கு இறங்கும் முதல் அதை போட்டுகிட்டு இப்போ இறங்கிறதுக்கு போயினோம் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு தண்ணி சரியான குளிிருப்ப இப்போ குளிக்கல அது தண்ணியில் இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அடுத்த மாதம் அப்படியாகும் தண்ணி சூடாகிறது கதப்புறது தான் குளிக்கலாம் அப்போ ஏறிட்டின ஒரு மாதிரி போப்போயினோம் பாப்போம் எங்கே போயினோம் எப்படி வந்து சேரப்போயம்னா தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ விளையாடி போட்டு நல்லா மண்ணில் நல்லா விளையாடி போட்டு குளிரதா மண்ட ரெண்டு பேரும் நல்லா போற்றி கொண்டு போர்வையால் போத்தி கொண்டு மொபைல் டெலிஃபோனில் விளையாடி கொண்டிருக்கேன் இப்போ பாப்பி கியூ போடுற இடத்துல காட்டப்பொறன் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரி கீ இ இறாச்சி புராட்டி கொண்டு வந்தாங்க வீட்டிலே அதுதான் இந்த பார்க்குறீங்களா இதில் போடுபடுது முதலே சொசேஸ் இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டேன் இதில் நாங்கள் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று தான் அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்தோம் அப்போதான் வச்ச பழுதாகாது பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரிட்ஜ் வந்து எது பார்த்தீங்கன்னா சிக்கன் பீன்ஸ் சின்ன பிளேவர்கிட்ட கிரும்பி சாப்பிட்டீங்களா உழைப்பீங்களா அதால் கிரும்பி சாப்பிடுங்க நாய் கூட வந்துருக்கு கடற்கரைக்கு நட்டாக்கா பார்த்து நம்பக்காய் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுலையே போனாக்கட இன்னும் வர்ற நோக்கம் இல்ல போய்கொண்டே இருக்கணும் இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க இனியொரு வீடியோ கிளிப்லாம் சந்திப்பான் பாய்